ONCE ONCE ONCE MORE! Once MORE! Once MORE! ஒரு <laughs> <laughs> WhatsApp edit அதுக்கு முன்னாடி நம்ம subscribe ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் கிரேட் நியூ அப்படின்றது அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிவிட்டு அஸ்பெக் ப்ளேஸில் நாலிஸ்ட்டு அஞ்சுன்றிருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நெஸ்ட் ஆப் சொன்னிருக்காது நீங்கள் கொடுத்துங்க ஓகேங்களா கொடுத்த பிறகு இதில் நம்ம ஒரு பேக்ரவுண்டு இமேஜ் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் இடது பக்கத்தில் மேலே பார்த்தீங்கன்னா இமேஜுருக்கும் அதில் போய்ட்டு ஏதாவது ஒரு கலர் நீங்கள் செட் பண்ணி எடுத்துக்கோங்க செட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் இண்ட் ஆப்ஸ் இருக்காது நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு நீங்கள் அந்த இமேஜ் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ எந்தளவுக்கு எடிட் பண்ண போறீங்களோ அந்த அளவுக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணிட்டு ஓகேங்களா ட்ராக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் ஆப்ஷன் இருக்காது நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் ஒரு டெப்லெட் ஒன்றும் ஆட் பண்ண போகிறோம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ல கொடுத்துருக்க நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க அதுக்கு லேயர்ல போயிட்டு மீடியா போயிட்டு டவுன்லோட்ஸ்ல போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் வளர்ச்சி அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஸ்பிட் ஸ்கிரீன் இருக்கும் அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு பண்ணிட்டு அதில் ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அது நீங்கள் பிறகு இப்போ மறுபடியும் அதில் குரோமா கீ அப்படின்ட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலெக்ட் பண்ணிட்டு அதை எனபிள் பண்ணிவிட்டுங்க எனேபிள் பண்ணிட்டு இதில் கீ கலரில் செட் பண்ணுங்கள் ஓகேங்களா கீ கலரில் போய்ட்டு நீங்கள் ப்ளூ கலர் செட் பண்ணுங்கள் செட் பண்ணிட்டு மேலே டிகாப்ஸும் கொடுத்துங்க டிகாப்ஸும் கொடுத்த பிறகு மறுபடியும் குரோமாக்கி பக்கத்தில் டிகாப்ஸ்னு அதை நீங்கள் கொடுத்துங்க ஓகேங்களா கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடோம் அப்படின்னா இதில் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் இதில் உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய இமேஜை நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா லேயில் போய்ட்டு மீடியாவில் போயிட்டு கேலரியில் போய்ட்டு நீங்கள் இமேஜ் எடுத்துக்கிங்க ஓகேங்களா இமேஜ் எடுத்த பிறகு நீங்கள் அதுமாதிரி ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டிஸ்பிளே உங்களுக்கு எப்படி காட்டுறது இதே மாதிரி காட்டும் கீழே பார்த்தீங்கன்னா ஆறு மாதிரி இருக்கா அது ஜூமிங் ஆப்ஷன் அதை நீங்கள் அப்படியே எழுத்து விட்டு ஜூம் பண்ணிங்க ஜூம் பண்ணிவிட்டு ஓகேங்களா அந்த ரிமூவ் பண்ணலை அந்த இடத்துல எப்படி செட் பண்ணுவீங்க இப்படி செட் பண்ணிட்டு நீங்கள் இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் இருக்கும் அதில் போய்ட்டு செட்டு பேக் கொடுத்துங்க ஓகேங்களா செட்டு பேக் கொடுத்தோன்னா இதில் நம்மளுக்கு செட் ஆயிடும் ஓகேங்க நீங்கள் அழகாக நீங்கள் செட் பண்ணி வச்சிங்க ஓகேங்களா உங்களுக்கு எந்தளவுக்கு அந்தளவுக்கு நீங்கள் செட் பண்ணி வச்சுங்க செட் பண்ணி வச்ச பிறகு மே இது அப்படியே வீடியோ எண்டுக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணி விட்ட பிறகு டிக் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு மறுபடியும் வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் மேலே பாருங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் கொடுத்து இதில் உங்கள் மொபைலுக்கு எந்த கிளாரிட்டி செட் ஆகும் அதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவஸ் வீடியோ இருக்கும் அதை நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணி எடுத்துக்கங்க ஓகே டவுன்லோட் பண்ண பிறகு பேக் கொடுத்துங்க பேக் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ரெண்டு டெலிட் பண்ணி விட்டுக்குங்க ஓகேங்களா டெலிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்தால அதை இது நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் அது வந்து கேட் மாஸ்டர் அப்படிங்கிற நேம் சேவாக இருக்கும் அது நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு கேட் மாஸ்டரில் போயிவிட்டு அது நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் வளர்த்து அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஸ்ப்ரிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு நீங்கள் அந்த டெம்ப்ளேட் மேலே ஒரு தூரம் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே வளர்ச்சி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் க்ரோமாக்கின்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு கீ கர் பாருங்க ரெட் கலர் இருக்கும் அதில் போய்ட்டு நீங்கள் ரெட் கலர் செட் பண்ணிட்டு மேலே டிக்கா ஆப்ஷன் கொடுத்துங்க ஓகேங்களா டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் குரோமாக்கி பக்கத்தில் டிக்காப்ஷன் இருக்கும் அது நீங்கள் ஓகேங்களா கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் இன்னொரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதுலேயே உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா அதுக்கு லேயரில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு கேலரியில் போய்ட்டு நீங்கள் இமேஜ் எடுத்துக்கங்க ஓகேங்களா இமேஜ் எடுத்த பிறகு அதுமாரி ஒருத்தர் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த உங்களுக்கு டிஸ்பிளேல எப்படி காட்டுது இதே மாதிரி தான் உங்களுக்கு காட்டும் அது கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஆரமாரி இருக்கும் அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகேங்களா அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல ரிமூவ் பண்ணிங்களோ அந்த பக்கத்தில் இருந்து கொண்டு அது பக்கத்தில் கொண்டு வந்துட்டு நீங்கள் எடுத்து பக்கத்தில் த்ரீ டாட் இருக்கும் அதெல்லாம் போயிட்டு சென்ட்டு பேக் கொடுத்தோம் ஓகேங்களா சென்ட்டு பேக் கொடுத்தனா உங்களுக்கு இதில் செட் ஆயிடும் ஓகேங்களா செட் பிறகு நீங்கள் இது அப்படியே வீடியோ என்னது அப்படி ட்ராக் பண்ணி விட்டுருக்கீங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மேலே பாருங்கள் டிக் ஆப்ஸன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டு வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஓகேங்களா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் கலர் டெம்லேட் ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுலோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு ஓகேங்களா அது நீங்கள் எடுத்துக்குங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் அதுமாரி ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே வளர்ச்சி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் ஸ்பிலிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டு மேலே டிகாப்ஸும் கொடுத்துங்க கொடுத்த பிறகு அக்கே நீங்கள் அதில் ஒருத்தர் க்ளிக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஸும் கொடுத்துங்க டிக் ஆப்ஸும் கொடுத்த பிறகு இப்போ நீங்கள் பிளே பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சமம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து லிரிக்ஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு லிரிக்ஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போய்ட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் அப்படியே வளசில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டிகாப்ஷன் கொடுத்து வைக்கீங்களா டிகாப்ஷன் கொடுத்த பிறகு மறுபடியும் நீங்கள் அதுமாதிரி கிளிக் பண்ணிட்டு அந்த லிக்ஸ் லைட்டை நீங்கள் இப்படி ஜூம் பண்ணிட்டு அப்படி கீழே இறக்குவீங்க ஓகேங்களா கீழே அப்படியே இதே மாதிரி செட் பண்ணி வைங்க செட் பண்ணிவிட்டு மேலே டிகாப்ஷனுக்கு அதை நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு இப்படி நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃபைனலாகிட்ட ஒரு ப்ரேம்னு ஆட் பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க ஓகேங்களா இது எடுத்த பிறகு நீங்கள் அதுமாதிரி ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு நீ வளசியில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்மார் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை கொடுத்துட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு நீங்கள் அதுமாதிரி ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு அப்படியே இதில் வீடியோ எடுத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மேலே பிறகு டிக் ஆப்ஷன் இருக்கும் அதை நீ கொடுத்துட்டு வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு தேவையான வாட்ஸ்அப் செட்டஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஆரோமார் இருக்கும் அதை டவுன்லோட் ஆப்ஷன் நீங்கள் அதை கொடுத்துங்க கொடுத்த பிறகு இதில் உங்கள் மொபைல்க்கு எந்த கிளாரிட்டி செட்டாகும் அதை நீங்கள் செட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவஸ் வீடியோன்னு இருக்கும் அதை அது நீங்க சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க